காவல்துறை எப்படி இந்த அரசு பயன்படுத்துகிறுன்னு பாருங்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னார் புகார் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இன்னும் புகார் சொல்லணுமா வேணாமா இந்த காவல்துறை கடமை இருக்குதா இல்லையா உச்ச வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்குதா இல்லையா ஒருத்தரை கைது செய்யும் போது என்னென்ன நடவடிக்கை நடவடிக்கைகளை நடைமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குதா இல்லையா அதையா பின்பற்ற மாட்றாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இது போல அது செயலில் வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக வந்து காவல்துறை இது போலாம் செயல்படக்கூடாது முறைப்படி இயங்கணும் ஜனநாயகப்படி இயங்கணும் சட்டப்பூர்வமாக இயங்கணும் தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்புறம் காவல்துறையை கண்டிச்சு நாங்கள் வந்து வீதியில் இறங்கி போராடுறத வேற வழி கிடையாது இப்போ வரைக்கும் தெரியல எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க எதுக்காக கூட்டு போகிறாங்க எதுவுமே தெரியும் பதிவு போட்டதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஒரு கண்டன்ட் எடுத்து அவர் வந்து பதிவு செஞ்சு போட்டிருக்கலாம் என்னன்னு தெரிஞ்சாதானு இப்போ நம்ம வந்து ஒரு கவுண்ட்ரு கொடுக்க முடியும் அதுக்கான சட்ட வழிமுறைகள்லாம் சொல்ல முடியும் எதுவுமே இல்லாத வந்து திருட்டுத்தனமாக குத்திக்கிட்டு போனால் அது என்ன இருக்குது இதை வந்து நிறுத்திக்கணும் உடனடியாக வந்து துறைமுறை கண்டறிந்து மாநகர காவல் ஆணையர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒப்படைக்கணும் அதை வலியுறுத்தி இப்போ வந்து நாங்கள் வந்து மாநகர காவல் ஆணையர்கிட்ட புகார் மனு வந்து கொடுக்க வந்திருக்குறோம் என்னோடய கடவுள் சார்த்தே சொல்லிடுங்க இப்போ அவங்களோட கார்டு அடக்கி ஆலோசித்து போனாங்க எடுக்கிறதுனால ஜாதி கேட்டாப்போ அவங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு இல்லை இப்போ ஆபத்து இருக்குது தெரிஞ்சாங்கனால எங்கே தெரியல நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக போலீஸ் போங்க இருக்காங்கன்னு தெரியவே இல்லை சட்டிபுமா உடைக்கிறதுனால எனக்கு வந்து கண்டுபிடிச்சு மனு கொடுக்கறதுக்காக இருக்கேன் என்னோட கணவர் எங்கே இருக்காரு காவல்துறை அரசாங்கம் என்னோட கணவரை கண்டுபிடிச்சிருந்த முனைய முக்கால் மணியாளா வந்து சாட்டை துறைமுறைகிட்ட வந்து அழைப்பு வந்துச்சு எடுத்து பேசினேன் என்னை காவல்துறை கைது செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் யார் வந்திருக்காங்க என்னென்னு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க அப்படின் சொல்லி சொன்னார் அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ஒன்றே வாங்கி பேசினார் நீங்கள் யார் என்னென்னு கேட்டால் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தயாலன் அப்படின்னு சொல்லி எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா துறைமுறைகளை வந்து ஒரு விசாரணைக்காக கூட்டு என்ன விசாரணை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏசி சொன்னார் ஏசி சொன்னதாக இருக்கிறது யார் புகார் என்ன புகார் கொடுத்துருக்காங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து அழைப்பு கொடுக்குறீங்க சம்மன் எதுவும் கொடுத்துருவீங்களா என்றைக்கு புகார் கொடுத்தாரு எதுவுமே தெரியாத வந்து நீங்கள் வந்து இப்படி அழைச்சிட்டு போகிறது வந்து சரியா இருக்காது எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து கண்டோன்மெண்ட் கூப்பிட்டு போகிறான் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நான் அங்கே வந்துடுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் உடனே போயிருக்கேன் அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளைதான் அங்கேருந்து நான் திரும்ப தொடர்பு கொண்டு கேட்கறேன் கேக்க கூட்டு போய்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அங்கே வந்து கேக்கநர் போகிறோம் அப்படின்னு கேக்கணர் காவல்நிலையம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேயும் இருக்காது அது திரும்ப கண்டன் பண்ணங்கிறார் இது மாறி மாறி வந்து திருச்சியில் உள்ள எல்லா காவல்நிலையிலையும் சுட்டி காட்டி வந்து அடை விட்டுட்டு பண்ணுறேன் இது வந்து ஒரு காவல்துறை செய்யக்கூடிய செயலாக இருக்குது பணத்துக்காக ஆட்களை கடத்துவாங்க ரவுடிகள் அதுபோலெல்லாம் இது இருக்குது இது காவல்துறையாக இல்லை திமுகவின் காவல்துறையாக என்னது ரவுடிதனம் பண்ற மாதிரி தானே காவல்துறை வச்சுட்டு அரசு காவல்துறை எப்படி இந்த அரசு பயன்படுத்து என்னோடய என்னோடய கணவர் காட்டை ரெண்டு மாடல் ஆஃபீஸ் இருக்குது காக்கே ஆஃபீஸ்லேருந்து வந்து என்ன நபர்கள் வந்து சுற்றி சொன்னாங்க யாரு கேட்டப்போ நாங்கள் காவல்துறைன்னு சொன்னாங்க ஆனால் யாருமே வந்து இப்போ வரைக்கும் எந்த ஸ்டேஷனில் இருந்தாங்க என்ன எதுவுமே தெரியலே இல்லை அது அவங்க வீட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அதனால காவல்துறையும் யாருக்கும் என்னோடய கணவரை கணிப்பேட்டு என்ன சொன்னாங்க என்னன்றது சொல்லிடு கணவர் சாட்டை துறைமுக இன்று சாட்டை ஆஃபீஸ்லேருந்து நான்கு மணி அளவில் ஏழு பேர் வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போனாங்க ஆனால் யாரும் கேட்டப்போ போலீஸ்ன்னு சொன்னாங்க இன்வெஸ்டிகேஷன் தான் ஒரு நாளைக்கு இப்போ வரைக்கும் அவடையோட கணவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குதான் கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் மாநகர உளவு உளவுத்துறை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அது குடிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அரசும் காவல்துறையும் இப்போ தொடர்ச்சியாக வந்து அவரை வந்து இதே மாதிரி சில நிறைய விஷயங்களுக்காக வந்து காவல்துறை இருக்கோம் யாரா இருந்தாலுமே இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க தற்காலையில் சைன் போட்டு இல்லை பிடிச்சி வந்தோம் நாளைக்கு தான் நாங்கள் அப்பாயின் வாங்கியிருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறதுக்கு அதுக்குள்ளாங்க அவங்களுக்கு